குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் கொடைக்கானல் சென்னை கோயம்புத்தூரை தொடர்ந்து வருகின்ற நவம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தெட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊரான அற்புதமான மதுரையில் அடுத்த இரண்டு நாள் நேரடி வகுப்புகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ மதுரைக்கு எப்பயுமே ஒரு மாபெரும் தனி சிறப்பு தான் என்னை பொறுத்த ஏன் அப்படின்னா இந்த குமரிக்காண்டம் முடிய போற தருணத்துல திருமார பாண்டியன் வந்து ஞான பொக்கிஷங்களை கொண்டு வந்து சேர்த்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரைதான் அது மட்டும் இல்லாம திருக்குறள் என்பது அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஊர் அஹ் மதுரை தான் இதையெல்லாம் கடந்து அகத்திய பெருமான் வந்து இந்த ஞான பொக்கிஷங்களை வளர்த்தெடுத்த ஒரு ஊரும் மதுரைதான் இதையெல்லாம் கடந்து சிவபெருமான் அடிக்கடி தோன்றி காட்சி கொடுத்த இடமும் மதுரைதான் இது இல்லாத்தையும் தாண்டி நான் பிறந்த ஊரும் அதே மதுரை அலங்காநல்லூர் தான் ஸோ அப்படிப்பட்ட எனக்கு எப்பயுமே அந்த மதுரைனாவே ஒரு ஸ்பெஷல் டச் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மதுரையில் இரண்டு நாள் நேரடி வகுப்புகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த பரம்பொருள் யோகம் அப்படின்னக்கூடிய இந்த பயிற்சி வெறும் யோக பயிற்சி தியான பயிற்சி மட்டும் இல்லாமல் அது நம்ம இறைநிலையை அடைவதற்குண்டான பயிற்சி யோகம் என்பது தனி இந்த ஞான புரிதலையும் இந்த ரெண்டு நாளில் நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வகுப்பை வந்து அட்டன் பண்ணவங்க வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் என்ன சொல்கிறீங்கன்னா அஞ்சு வருஷமாக என்னோடய ஜுவல்ஸை மீட்ட முடியாமல் இருந்தேன்னா ஆனால் இந்த பரம்பொருள் யோகம் பண்ணதுக்கப்புறம் எப்படி வேண்டணும் எப்படி கடவுள்கிட்ட கேட்கணுன்ற விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க அஞ்சு வருஷமாக திருப்ப முடியாத நகையை இன்றைக்கி நாங்கள் திருப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தகவல் கொடுத்துருக்கீங்க பல வருடமா என் பையனுக்கு வந்து வேலை இல்லாம இருந்தது ஆனா இந்த வகுப்பிற்கப்புறம் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து இந்த என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு ஒரே வாரத்தில் வந்து வேலை கிடச்சிருச்சுன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க இன்னும் சில பேர் ரொம்ப நாள் முடியாமல் கால்வழி நரம்பு வழி ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இந்த பரம்பொருள் யோகம் பண்ண பண்ண பண்ண பண்ண அந்த மூட்டு வலி சுத்தமாகவே அந்த நரம்பு பிரச்சனையே இல்லாமல் போயிருச்சுன்றீங்க இதையெல்லாம் கடந்து பல வருஷமாக வராத பணம் வந்து பார்த்திங்கன்னா என்னை தேடி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்படி தான் இது நடக்குதுன்னே தெரில எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்றீங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க எனக்கு அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை என் தம்பியும் டெய்லி எனக்கு போட்டு அடிப்பான் நான் சம்பாரித்த காசில் ஆறு லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே எனக்கு இன்னைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு உங்களோட ஆன்லைன் வீடியோஸே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரிதலையும் எங்களுக்கு ஏற்படுத்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பெரிய லெவலில் மன காசு இல்லைனாலும் பரவச பேராணந்தத்துலேயே இருக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இதை விட எங்களுக்கு சந்தோஷம் வந்து எதுவுமே கிடையாது இந்த ஞான உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏக்கத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம் மற்றபடி இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் இதை பிஸ்னஸாக பண்ணணும் இதை வந்து பொருளாதார ரீதியாக கொண்டு போகணுன்றதெல்லாம் வந்து நோக்கமே கிடையாது பணம் தேவை நான் இல்லைன்னு சொல்ல எந்த தேவைக்கு பணம் தேவையோ அந்த தேவைக்கு பணம் இருந்தால் போதும் அதை கடந்து அளவு கடந்த அன்பு ஒன்றே அகிலமாலும் சக்தி அதனால் அன்பு காட்டுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் அந்த அன்பின் அடிப்படையில் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கும்போது அந்த அதிசயங்கள் உங்கள் வாழ்விலும் நடக்கும் என்பதில் எல்லவும் மையம் ஒரு நேரடி வகுப்பு தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி ஒத்துழைக்கிறது வேற எதுவுமே உங்கள் சிந்தனையில் ஓடாது வாழ்க்கைனா என்ன தத்துவ புரிதல்னா என்ன எதுக்காக பிறந்திருக்கும் அம்மானா யாரு அப்பானா யாரு தொழில்னா என்ன கணவன் மனைவி உறவு எப்படி இன்னும் மேலும் பலப்படுத்திக்கிறது காதல்னா என்ன கலவி காமம்னா என்ன இதையெல்லாம் கடந்து ஒருபடி மேலே போய் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன இந்த மனம் எப்படி செயல்படுகிறது ஆத்மா எப்படி செயல்படுகிறது இதையெல்லாம் கடந்து இந்த உலகத்திற்கும் இந்த பூமிக்கும் நவ என்ன தொடர்பு இருக்குது நவ மனிதனுக்கு உண்மையாகவே தொடர்பு என்பது இருக்கா இல்லையாது உடம்பு எப்படி செயல்படுது மெய்ஞானம் என்ன இசை இசைக்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அலசி ஆராய்ந்து வழக்கமான ஒரு வகுப்பு மாதிரி இல்லாமல் உங்க வாழ்க்கையவே கம்ப்ளீட்டா புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இரண்டு நாள் நேரடி வகுப்பாக இருக்கும் அட்டன் பண்ணவங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாள் வரைக்கும் எத்தனையோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம் எத்தனையோ கிளாஸ் வந்து இதுக்கு மாதிரி நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வகுப்பை நாங்கள் அட்டன் பண்ணதே கிடையாது இருக்கிறத இருக்கிற மாதிரி பட்டுப்பட்டுன்னு போட்டு உடைக்கிறீங்க ஓப்பனாக சொல்றீங்க அப்படின்னக்கூடிய நிறைய பீட்பேக்ஸ் வந்து உங்களால் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்க முடியும் ஸோ அந்த வகையில் மதுரையில் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பின்னால் உங்களது மாபெரும் மாற்றத்தை நோக்கி செல்லும் மாபெரும் என்பதில் எல்லாம் மையம் இல்லை கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் படி சீட்டு ரொம்ப கம்மியாக இருப்பதனால் ஸோ வாய்ப்பு இருக்கும்போதே எவ்வளோ சீக்கிரம் முன்பதிவு செய்து கொள்ள முடியுமோ முன்பதிவு செய்துக்கோங்க எப்படி முன்பதிவு செய்யணும் எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட பதிவு பண்ணணுன்றது கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அனைவரையும் மதுரையில் சந்திக்க காத்து கொண்டுள்ளேன் இருக்கிறோம் சித்தர் பெருமக்களின் அருளினாலும் குருமார்களின் தனிப்பெருங்கருணையினாலும் அருள் ஆற்றலினாலும் உங்களுக்கு அந்த ஞான புரிதலை கொடுப்பதற்காக தயார் நிலையில் உள்ளோம் நன்றி வணக்கம்